to face criticism of your your idea, then நீ உனது சித்தாந்தத்திற்கு எதிரான விமர்சனங்களை எதிர்கொள்ள உனக்கு வன்முறை தேவைப்படுமானால் உன் சித்தாந்தம் மதிப்பற்றது மகாத்மா காந்தி வன்முறை என்பது கோடைகளின் பலவீனமானவர்களின் ஆயுதம் மகாத்மா காந்தியடிகள் இதை ஒப்புக்கொள்வீர்களானால் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் இல்லை என்றால் உங்களுள் மனிதன் இல்லை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு இது பயன்படாது இன்று எனக்கு மிகவும் சோகமான நாள் இன்று எனது but the spirit was oh, it's gone it's gone on hold, on, hold on. what happened oh my god jesus christ this is this is how I'm going to behave flat out to the class <sighs> Congratulations. Congratulations. Yes. Oh my God, Lord, sister, sister, sister, shit. Oh my God, Lord, Jesus Christ. Yeah, somebody needs to go to the ambulance. My Lord. Listen, listen, listen. Jesus Christ. What happened? Can someone call an ambulance please? Somebody call the ambulance, bro. Yes. I'm oh, no, they, they, trying to call the ambulance. Can, I can't see the microphone. Julian, can you find the ambulance? Sister. Sister. I don't, I don't care, I don't care. Sister. Oh, Sister. You don't have any right to do this. Check you don't have course. any right to do this. You were six people, six people. You don't have any right to. Do. Okay, how was it? If we wait to support this type okay. of behavior, so don't be surprised. You don't attack women. Now. You don't do this shit. People, this is what Islam has brought to Britain. Oh Violence and murder. No, he's probably who. You might have to go away. You're not yeah, helping anybody. Yeah, she's bleeding. How fast is okay? Oh, she is. Yeah, sister. No, oh, she's not she's awake. awake. She's not awake. Sister, sister. Hello, sister. You okay? Actually, I, you did. I, I, did I, I did the work you did! I'm sorry! The camera's in front! I forget that! Go home! Please bro. go It's home! Go You've done your damage! Go You're home! You've done your damn damage! Go home! You want water! You want water! I think we've got water! Seriously! Seriously. You think I could attack anybody's mother like that in this park? Guys! Right. You're not doing that too! Essentials for you to remember, dear Muslim people! Dear Muslim people! Lord Jesus doesn't need me! Allah is in need of you, for to be God. Allah cannot do without you. Your prophet cannot live without you. Cutting people's arms, cutting people's arms is not going to help you. Muslim people, you know how much it hurts when you run away from Lord Jesus Christ? It's not about the blood on my hand. It is unacceptable. It is unacceptable you are running away from Lord Jesus Christ. It is I'm unacceptable. Sin. To confess Sandra yeah. you haven't repentance. Yeah. And what you do is yeah. chop people's hands. Oh, so serious. Lord will let you. Do it every week. That doesn't mean it. You can do better chop it off me. But Good evening Arulal. Nalvaippaga andha kattikuttiy endha vidamaana koduramaana kaayangalum eppaduma. அவரது முகத்தின் ஓரத்திலும் தடுக்க பயன்படுத்திய கையின் மேலும் கத்தி பாய்ந்து காயத்தை ஏற்படுத்தியது அவரை தாக்க முற்பட்டவரின் நடத்தையை பார்க்கும் போது ஒரு துள் இரக்கமும் மனிதமும் தென்படவில்லை தீமையின் மொத்த உருவத்தையும் அதில் காண்கிறோம் இத்தகைய மிருகத்தனமான தாக்குதலை தன்பால் ஈர்க்க நம் சகோதரி என்ன செய்தார் அவர் துருக்கியில் வாழ்ந்து வந்த இஸ்லாமிய சகோதரி பின் இஸ்லாமை விட்டு பிரிந்து கிறித்துவத்தை தழுவினார் இங்கிலாந்தில் ஸ்பீக்கர் ஸ்கார்னர் என்ற ஒரு அமைப்பு உள்ளது பேச்சு சுதந்திரத்தை நிலைநிறுத்த நிறுவப்பட்டது இங்கே எந்த கருத்துக்களை வேண்டுமானாலும் பேசலாம் எத்தகைய விமர்சனத்தையும் வைக்கலாம் உண்மையும் நன்மையும் எத்தகைய விமர்சனத்தையும் எதிர்கொண்டு பதிலளித்து வெற்றி பெறும் இதனால் சமுதாயத்தில் தீமையும் பொய்மையும் மறையும் சமுதாயம் வெற்றி பெறும் இந்த ஸ்பீக்கர் ஸ்கானரில் சகோதரி ஹட்டுன் டாஷ் கடுமையான விமர்சனங்களை இஸ்லாமுக்கு எதிராக இஸ்லாமிய புத்தகங்களை மேற்கோள் காட்டி வைத்து வந்தார் இந்நிலையில் சார்லி ஹெப்டோ முகமதை அவர் செய்த காரியங்களை வைத்து எள்ளி கார்ட்டூன் வரைந்ததற்கு பதிலாக தீவிரவாதிகள் பலரை கொன்றதை கண்டித்து அதே கார்ட்டூன் பதித்த உடையை அணிந்து இஸ்லாமுக்கும் இஸ்லாமிய வன்முறைக்கும் எதிராக பேசி வந்தார் இதை எதிர்கொள்ள முடியாத ஒரு கோளை பேடி அவரை மிருகத்தனமாக கத்தியால் தாக்கியதை தான் இந்த காணொலியில் பார்த்தோம் மீண்டும் மீண்டும் இஸ்லாமி ஸ்பீஸ் என்று உலகத் தலைவர்கள் கூறினாலும் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மதத்தின் பெயரால் வன்முறைகளும் தீவிரவாத செயல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது அன்றாட வாழ்வில் எவ்வளவோ அன்பான இஸ்லாமியர்களை பார்க்கிறோமே இஸ்லாமியர்கள் எல்லோரையும் பொதுமைப்படுத்தி குற்றம் சாட்டுவது இத்தகைய அன்பின் சிகரங்களையும் பாதிக்குமே இதை எப்படி அணுகுவது இதை சித்தாந்த ரீதியாக அணுகுவோம் இஸ்லாமிய சித்தாந்தம் வன்முறையை போதிக்கிறதா இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்த முகமது விமர்சனங்களை எவ்வாறு எதிர்கொண்டார் அவரின் முன்மாதிரியில் அகிம்சை இருக்கிறதா என ஆராய் முன் ஆராய் முன் மீண்டும் ஒரு முறை முனைவருத்துகிறேன் இஃப் யூ நீடு வயலன்ஸ் ஆஃப் யுவர் ஒருவேளை முகமது ஒருபோதும் வன்முறையை பயன்படுத்தவில்லை என்றால் அவரின் சித்தாந்தம் புனிதமானது விமர்சனங்களை எதிர்க்க வன்முறையை பயன்படுத்தினார்கள் அவரின் சித்தாந்தம் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதது ஏனெனில் உண்மை விமர்சனங்களுக்கு அஞ்சுவதில்லைக்கிலிருந்து மூன்று பத்திகள் பக்கம் ஐநூற்றி ஐம்பதிலிருந்து ஐநூற்றி வரை வாசிக்கலாம் காலிஃபின் மகன் தையுமின் வழிமரவை சேர்ந்த கத்தால் என்பவரின் மகன் அப்துல்லா இவர் இஸ்லாமை தழுவினார் முகமது வறு வசூல் செய்ய அவரையும் அன்சார் என்ற முன்னாள் அடிமையும் அனுப்பி வைத்தார் அவர்கள் ஓய்வெடுத்த போது அன்சாரை ஆட்டை அறுத்து உணவு படைக்க சொல்லிவிட்டு அப்துல்லா தூங்கிவிட்டார் அப்துல்லா விழித்து பார்த்த போது அன்சார் எதுவும் செய்திருக்கவில்லை அதனால் அன்சாரை அடித்து இஸ்லாமை மறுதளித்து விட்டார் அப்துல்லாவிடம் இருந்த ஃபர்டானா மற்றும் அவரின் தோழி இரண்டு பாடகிகள் முகமது குறித்து நையாண்டி பாடல் பாடி வந்தனர் அவர்கள் நையாண்டி பாடல் பாடி வந்ததால் அந்த பெண்களையும் அப்துல்லாவோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முகமது ஆணை பிறப்பித்தார் இவ்வாறு தன்னை குறித்து நையாண்டி பாடியதற்காக இரண்டு பெண்களை படுகொலை செய்யச் சொன்னார் மேலும் இபின் இசாத் பக்கம் அறுநூற்றி எழுபத்தி நாம் மர்வானின் மகளான அஸ்மா என்பவரை குறித்து வாசிக்கிறோம் அறுநூத்தி எழுபத்தைந்தாம் பக்கத்தில் அபு அஃபக் என்ற முதியவர் முகமதை வெறுத்து பேசியதற்காக அவரை கொன்ற பிறகு அந்த சோகத்திலும் கோபத்திலும் முகமதுக்கு எதிராக அஸ்மா பேசிய யார் எனக்காக மர்வானின் மகளை கொல்லப் போகிறீர்கள் என்று முகமது கேட்டார் கத்மியின் மகன் உமையர் இதை கேட்டுவிட்டு அந்த நாள் இரவே அவளது வீட்டிற்கு சென்று அவளை படுகொலை செய்தான் காலையில் முகமதுடன் வந்து அவன் அவளை முகமதுவுக்காக கொலை செய்ததை சொன்னான் அதற்கு நீ கடவுளுக்கும் கடவுளின் தூதருக்கும் உதவி செய்திருக்கிறாய் என்றார் உமையர் இந்த செயலுக்கு எனக்கு பழிபாவம் எதாவது வருமா என்று கேட்க நீ அவளை கொன்றது குறித்து இரண்டு ஆடுகள் கூட தங்கள் தலையை முட்டிக்கொள்ளாது என்றார் இதனால் உமையர் திரும்பிச் சென்றார் நீ கடவுளுக்கும் கடவுளின் தூதருக்கும் உதவி செய்திருக்கிறாய் உமையர் எவ்வாறு ஒரு பெண்ணை இரவோடு இரவாக படுகொலை செய்ததன் வாயிலாக சுனன் அபுதாவுதில் நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தியில் தன்னை ஏழி நகையாடிய பெண்ணை படுகொலை செய்வது சரி என்று அந்த செயலை அங்கீகரித்து காட்டியிருக்கிறார் இந்த முகமது இக்கிரமா இபின் அப்பாஸ் கூறியதாக அறிவித்தது ஒரு கண் தெரியாத மனிதருக்கு ஒரு அடிமை மூலமாக இரண்டு குழந்தைகள் இருந்தனர் அந்த அடிமை பெண் முகமதை பழித்து பேசியும் பேசியும் வந்தார் அந்த கண் தெரியா மனிதர் கண்டிப்பும் முகமது பற்றி அப்பெண் பேசுவதை நிறுத்தவில்லை ஆகவே அந்த கண் தெரியாம கத்தியை எடுத்து அந்த பெண்ணின் வயிற்றில் வைத்து அழுத்தி உள்ளே இறக்கி அப்பெண்ணை கொன்றார் அப்பெண் அப்போது கையில் வைத்திருந்த அவளது குழந்தை கீழே அவள் விழுந்தது தாயின் ரத்தம் குழந்தையை நினைத்தது இதை முகமது விடம் அந்த கண் தெரியாதவர் கூறினார் அந்த பெண் மூலமாக மொத்தான இரண்டு ஆண் குழந்தைகள் எனக்கு கிடைத்தன ஆயினும் உங்களை அவள் பழித்து பேசியதால் அவளை படுகொலை செய்தேன் என்றார் இதை கேட்ட முகமது ஆண்டவன் ஆணையாக அவளின் இரத்த பழிக்கு எந்த தண்டனையும் உனக்கு கிடையாது என்றார் இவ்வாறாக முகமது இப்படுகொலையை நியாயப்படுத்தினார் இன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாம் சார்லி ஹெப்டோட் ஷேர்ட் அணிந்த பெண்ணை ஏன் கத்தியால் குத்தி படுகொலை செய்ய முயன்றான் என விவாதித்து கொண்டிருக்கிறோம் மீண்டுமாக சொல்கிறேன் if you need violence to face criticism of your idea your idea is worthless one more enbodu neengal kollum karuthu koppe enbadi kaatum kannadi aagave manithargalai neesippom theeya karuthukalai yedippom islamiyargalai anbu seivom